எனது அன்பான அனைத்து நண்பர்களுக்கும் வருக வருக எனது வீடியோவை பார்க்கும் நண்பர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி பண்ணிக்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank <laughs> you. இங்க இருப்பங்கனா வா <laughs>